என்னோட பேர் அச்சையா சத்யபாரதி ஸ்கூல் மாநகிரி எனக்கு பிடித்த அம்மா அம்மா எனக்கு உயிர் கொடுத்து உலகத்துக்கு உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அம்மா அம்மா அம்மா எனக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் அன்பு சொல்லி கொடுத்தவர் அம்மா அம்மா எனக்கு தைரியத்தை நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அம்மா, அம்மா பிடிக்காது எனக்கு என் அம்மாவை மிகவும் பிடிக்கும் அம்மா என் குரலை நிறைந்தால மாற்றுவார் படிப்பு தேங்க்யூ